தெரியுமா <laughs> <laughs> சில ஆச்சு ஆவ நல்லா திட்டுனாலும் நம்ம மச்சடைடுவே ஏ وړை சி சம்மா ஜெராஜி uno பதா திட்டுனான் ஜெராஜி நான் பொதிட்டான்டா அவன் சிம்மா நீ நல்லா என்ன சொல்றே வாட்ல தீன வந்தேய் எப்றே நீ وړை وړை போகற வர சி போகற வர வா சமே சவாக செம சவமே காட காடி நா எப்படி கே மாட்ட புளியின் போன் பண்ணிடா சாமே ஆளைய காணோ நா பண்ணதே தரோ இல்ல அவன் ஆளை காணோன்னு சொன்ன மச்சான் கோச்சு வாடா யா டேய் யா நான் தான் கைட்டினுற மாளே என்னடா நீ டேய் நீ டேய் என்னது நான் வந்தேன் டேய் யா யா யாasti aidu மாளு பர்ல வந்து போ நான் பர்ல வந்து போய்டு மா மா வந்து போ நான் நடு வந்து போ நான் அச்சி காய் அச்சி இன் பாக்ஸ்ல அச்சிடுறேன்டா அவன் யாவானடா நீ சவுட் டேய் பாண்டி பானே கூட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பாண்டி அட வந்து பாவேடா யா யா மாட்ட சைலடி அச்சிடு சீ சீ வா வா அவன் <makes 93> <makes> <ím> <gorillaiday> <gging> ரொம்ப நாள் கழிச்சு வந்து கழிச்சுவா சுகர் கழிச்சுவா போடா பொங்கல் கழிச்சுவா போட் உடுங்கடா நீதான் போட்டா மொட்டை கிட்ட போறாரு அம்மா செய்யல தீங்கு போட்டு சாதியெல்லாம் போட்டு ஒரே ஒரே தான் பாண்டி வந்து